என்னோடய நேம் பார்த்தீங்கனாக்கா தர்கா நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு த்ரீ மந்த்து பேக் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஃபுல் டைமராக எடுக்கும் போது சென்னை டீலெக்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு இந்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மீட்டிங் வந்து போட்டிருந்தீங்க அப்போ இந்த பிஸ்னஸ் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அப்போ அந்த த்ரீ மந்த் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணது வேறு நான் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ அதே மாதிரி தான் இந்த மீட்டிங்க்கப்புறம் அடுத்த ஒரு த்ரீ மந்த்து தீபெஸ்ட்டாக நிஜமாக வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராப்பர்டிகளில் ஒர்க் பண்ணணும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பாஜாவ சூப்பர் மீட்டிங் நீங்க பல சார் சார் மீட்டிங் நான் மீட்டிங்னா வேற லெவலில் இருக்க உங்களுக்கு ஒரு டீச்சிங் டீச்சிங் மாதிரி இருக்கும் நான் ஆனா இவ்வளவு ஜாலியாக போகணும்னு நினைக்கவே இல்லை இவ்வளோ விஷயம் கற்றுக்குவேன் நான் நினைக்கல அதுவும் ஒரு விபியாக இருந்தது சார் விபியாக இருந்துக்கிட்டு ஒரு எப்பி சார் இருந்துட்டு இவ்வளோ ஜாலியாக பேசுவீங்கன்னு நான் நினைக்கல ரொம்ப விஷயம் கற்றுக்கிட்டேன் சார் சொன்ன மாதிரி முதல் நான் ட்ரைனிங் நிறைய கற்றுக்கணும்னு இருக்கேன் பயிற்சி ஆமாம் நிறைய பண்ணான்னு இருக்கேன் குடிய பிளான் பெர்சன்டேஷன் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டேன் நான் பண்ணுவேன் ஒரு வீட்டில் என்ஜாய் பண்ணிடுவேன் நான்லேருந்து உங்கள் ஒய்ஃபுக்கு டெய்லி காலையில் வந்த ஒரு நாலு பேர் வரணும் அவரோ நினைச்சாரு நான் இப்ப அது மாதிரி நாங்க ரெண்டு பேருமே முடிச்சிருக்கோம் இந்த இயர்ல பாத்தீங்கன்னா ஜனவரிக்குள்ள கார் வச்சுக்கணும் எல்லாமே சொன்னாரு அந்த எண்ணங்களுக்கு ஸோ அது நான் வந்து உணர்ந்துருக்கேன் ஏன்னா லாஸ்ட் ஒரு சென்னை கெலக்ஸில் நம்ம ஐகான்ஸ் டைமண்ட் ப்ரோச்சு அப்போ பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங் சார் இன்னைக்கு மீட்டிங் பார்த்தீங்கன்னா வளரப்போச்சு ஸோ காலேஜை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டே நம்ம எம்ஜிசுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் டெவலப் பற்றி எல்லாருமே அவங்க ஒரு டிசிஷன் சொன்னாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் இருந்தாலும் மனசுக்குள்ள வேலையை எப்படி எடுத்துக்கிட்டாம இறங்கலாமா நம்மளால முடியுமா ஏன்னா இப்போ லாஸ்டா கொஞ்சம் ஒன் சைட் ஒர்க் போயிட்டு இருக்கு சார் சொன்னது பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இப்ப மத்தபடி முதல்ல நம்ம சூரியாbro பொதி சொல்றாரு சோ இவங்களால பண்ணும்போது நமக்கு ஒரு காண்டிகேட் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சக்சஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இந்த 10 வீக் இந்த நான் இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணறேன் சோ கண்டிப்பா இந்த 10 வீக் முடியும் போது கம்பெனியோட சிஇஓ ஆயிடுறப்போ ஒரு 10 லட்சம் இன்கம் எடுத்துக்கிற கன கீழ பாத்தீனா ஒரு கம்பல்சரி ஒரு 4 ID எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பா பாஸ்ஸோட வேண்டியே நான் சொல்லியிருக்காங்க கேள்வி கொடுத்துருக்கேன் ஸோ லாஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் எனக்கு பார்த்தோம் வரல ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரியே இல்லை ஸோ நம்ம லைஃபுக்கு தேவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேஷுவலாக உட்காந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு மீட்டிங் மாதிரி இல்லை ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் அசிஸ்டென்ட்டு அவரை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவ் மீட்டிங் நீங்கள் தான் அட்டென்ட் பண்ணுறேன் இது வரைக்கும் நான் எந்த வரைக்கும் ஸ்டூ மீட்டிங்கை தான் பண்ணியிருக்கேன் லைவ் மீட்டிங்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னால் அவர் உங்களோட நீ பிஸ்னஸ்னால் ஏற்றத்தபதி இருக்கும் அப்படிங்கிறதும் அதுக்கு எக்ஸாம்பிள் சூர்யா சாரோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதும் ஒரு இருந்துச்சு அதை அடுத்து பார்த்திங்கன்னா ஹரிசர் சுலத்தில் எனக்கு பிடிச்சதுக்கான நினைக்க நம்ம ஐடியா எடுக்கிறதுக்கு எந்தளவுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளை நம்பி பணம் கட்டி ஜாயின் பண்ண ஒருத்தரை அவருக்கு நம்ம பிஸ்னஸை புரிய வச்சு அவரை நீங்கள் இன்கம் சம்பாதிக்க வச்சிங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டியாக நம்ம க இன்கம் வந்துடுங்கிறதும் புரிஞ்சுது அடுத்து பாஸ்கர் சார் சொல்றதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டீம் டெவலப்மெண்ட் பத்தி சொல்லி அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு சில பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டாக வந்தது ஒரு சில பாயிண்ட் புக்ஸாக இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த செமன் ஐடி பிளான் ஆல்ரெடி மீட்டிங்ல அட்டன் பண்ணிருக்கோம் ஸோ அதுலயும் புரிஞ்சுதுக்கு இன்னைக்கு அதுல கொஞ்சம் டவுட் கிளாரிபிகேஷன்ன்றதும் கிளியர் ஆயிருச்சு செமன் ஐடி பிளான்ல நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹரி ப்ரோ சொன்னதுல வந்துட்டு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் எனக்கு யோசிக்கிறான்னு ரெண்டு விஷயம் ஒன்றுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒன்று நம்ம அமௌண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அந்த கர்ப்புறது இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடவுள்ன்றது கொடுத்தத அந்த அந்த ஸ்டேஜ் கொடுத்ததை மறக்கக்கூடாது அப்படின்றது சொன்னார் இது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு அவர் சொன்னது ஞாபகம் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பாஸ்கர் சார் சொன்னது ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்றத நான் காமிக்கணும் அப்படின்னு வர ஆறு ஆளுங்க அந்த மாதிரி ஆறு வர ஆறு நீங்க நாட்டு நாட்டு ஆறு நாட்டு ஆளுங்க